இன்றைக்கி நம்ம படத்தோட கதையில் ஒரு பயங்கரமான சஸ்பென்ஸான த்ரில்லிங்கான ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாருனா புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்லேயே கிளிக் பண்ணுங்க படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு கொலை நடந்துட்டுது அந்த கொலையை மறைக்கிறதுக்காக ஒருத்தருக்கு பணம் கொடுக்குறாங்க அவரும் என்ன சொல்றாருன்னா இது மாதிரியான தொடர்ச்சி பதினோரு கொலைகளை பண்ணியாச்சு இதுக்கு மேலே பண்ணக்கா ஏதாவது பிரச்சனை வந்துடும் ஸோ நம்ம மாட்டிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் ஆனால் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட பணம் கொடுக்குறாங்க இதை எல்லாத்தையுமே வீடியோ ரெக்கார்டிங்காக அவரே எடுத்து வைக்கிறார் பண்ண சொன்னவங்களுக்கு தெரியாமல் எடுக்கிறாரு அப்படியே கட் பண்ணாக்கா அடுத்த டாஸ்க் மார்க்ல எடுத்த வீடியோவை இன்னொருத்த காமிக்கிறாரு அவர் என்ன சொல்றாரு இந்த வீடியோவை நான் மெமரி கார்டில் ரெக்கார்டு பண்ணிக்கிறேன் மெமரி கார்டை நான் எடுத்துக்கிறேன் போனை சுச்சா அப்படியே நீ இன்னும் பயப்படாதான் நான் பாத்துக்கிறேன் நாளைக்கு கமிஷனர் ஆஃபீஸுக்கு போறேன் அங்க வந்துட்டு நீ எல்லா சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்ப மெமரி கார்டு மட்டும் எடுத்துட்டு அவரு அங்குறது கிளம்புறாரு அப்படியே கொஞ்சம் தள்ளி பார்த்தாக்கா அதே டாஸ்க் மார்க்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் மெசேஜ் போடுறான் போன மூஞ்செல்லாம் காமிக்கல கட் பண்ணாக்கா செம்மையா மழை அந்த மெமரி கார்டை எடுத்துகிட்டு அவரு கார் டிரைவர் டாக்சி ஓட்டிட்டு இருக்காரு அவரு கார்ல வந்து அதே பின்னாடி உட்கார்ந்து தள்ளி விட்டு அவன் நிக்காம போயிட்டே இருக்கான் அடுத்து பாடியை பார்த்துட்டு பயங்கரமா இப்ப போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டான் ஒரு பைக்கமா வந்து இந்த நேரத்துக்கு என்ன பண்ற முடிஞ்சு சீக்கிரம் வரமாட்டியா இருந்தது நம்ம டெலிவரி பாயும்படி மேலே போட்டாங்க வேற ஒருத்தன் மாட்டிக்கிட்டே நம்ம இதுல இருந்து எப்படி வெளிவரா மட்டும் போத மட்டும் போதா இருக்கணும் வாய்ப்பே கிடையாது ஒரு இவியூக்க போறாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அங்கே இன்டர்வியூ பண்றாரு அந்த இன்டர்வியூலையும் வக்கீல பயங்கரமா பஸ் பண்ணி வின் பண்ணிடுறாருக்கு இந்த கொலை எட்டு லட்சம் மேல ஒரு கேஸ் இப்ப கொஞ்சம் வெளியே போயிருக்கான் எனக்கு வெளியே போங்க சண்டை அவங்க அம்மா வந்து என்ன என்னோட முயற்சி கோவமா வெளியிளம்புற அம்மாவும் நினைக்கிறேன் அவர் சொன்னது வெறும் மட்டுந்தான் அப்பா கிடையாது நான் என்ன நடந்தது பேசிட்டே போனோசிட்ல ஒருத்தவன் போயிட்டான் சரி அதான் இன்பார்ம்லிசுக்கு போலீஸ் வந்தாங்க வந்து நானும் சொன்னேன் ஆனா என்ன விடல சொன்னாரு நீ செய்யணும் அவங்க பக்கத்தில் இருக்க அவரை பயங்கரமா கத்தியால குத்திட்டா குடிவதில அப்படிங்கிற மாதிரி சொல்லி பொய்யான ஒரு எல்லாம் சரியா இருக்கு மட்டும்தான் கொஞ்சம் பெருசா இருக்கு தா இருக்கின்றட்டுல கத்தியிருக்காருமா அடிச்சு நம்ம பையனையும் ஒத்துக்கு வைக்கிறாரு அது மட்டும் இல்லாம போலீஸ் ஆபீசரோட வைக்கலா வாதாடி நம்ம பொய்யான வழக்க நம்ம மேல போட்டு எட்டு வருஷம் தண்டனை அனுபவிக்கிற மாதிரி பண்ண இந்த கதையெல்லாம் அப்படியே சொல்லி முடிச்சேலோட் கிடையாது அவருமர் கூட அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நம்ப வைக்கிறதுக்குள்ள பெரிய சிக்கலா அதையே போயிட்டு இந்த விஷயத்தான் ஏகப்பட்ட மிரட்டு திரும்ப வந்து போலீசோட கஸ்டடி எப்படி இருக்கும் தெரியும் பார் வித்தியாசமா இருக்கு ஒரு கொலை பண்ண முடியாதுல அதனால ஒரு சாம்பிள் டெஸ்ட் வைக்கிறாங்க அதே மாதிரி அது இல்லாம நம்ம பையன் வேலை முடிச்சிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசணும் அம்மா கிட்ட பேசிட்டு அடுத்த கொஞ்ச நேரத்திலே அந்த கொலையை பார்த்துட்டு போலீஸுக்கு இன்பார் பண்ணிட்டான் செகண்ட் தான் அந்த பண்ணி இருக்க முடியாது ாலும்னா சரியானவிடென்ஸ் வேணும் இல்ல அப்படின்னா நம்ம வக்கீலும் இவரு கூட வேலை பாக்குற ஒரு பொண்ணை ஒரு ரவுடி தப்பா நடந்த பாத்தோம் தான் போய் காப்பாத்திருப்பான் பொண்ணு தற்காப்புக்காக ஒரு கத்திய முன்னாடி நீட்டு கத்தியை காப்பாற்றும் போது அவர் கையிலிருந்து புடிங்கி வண்டியில போட்டுட்டு அந்த பொண்ணை காப்பாத்திட்டு வந்து பஸ் ஏத்தி வாசு சொல்லி ஓபன் கூடவே இருக்க வீட்டுல வீட்டுக்கு போகும்போது பையனை அந்த பொண்ணு எப்படி இருக்கும் சொல்லி வரைஞ்சு காட்ட முடியுமான்னு கேட்கிறாரு நம்ம பையனை சோசியல் மீடியால வருது கூட பண்ணி பயங்கரமா கலாயிச்சிருக்கம் போய்கிட்டு இருக்கு நம்ம வக்கீல் அவங்க ஓனர் நம்ம வக்கீல சந்திக்கிறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காங்க விநாயகமூர்த்தி அப்படிங்கிற மாதிரி சொல்ற விநாயகர் மூர்த்தி நம்ம வக்கீல் ஓனர் கிட்டே சொல்றான் இந்த கேச நீங்க நடத்தினீங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ற சொல்லிட்டு நம்ம வக்கீல கொஞ்சம் பயங்கரமா மிரட்டு சரியில்லாம இருக்காங்க நான் அவங்களை நல்லா பாத்துக்கிறேன் இனிமே நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் அந்த ஒரு ஒப்பந்தம் எழுதி வாங்கிருக்காங்க நம்ம வாசை கொடுத்திருக்காரு அதை படிச்சு பார்த்துட்டு பயங்கரமா திட்டாரு அந்த மாதிரி லெட்டர்லாம் எழுதி போட சொன்னாங்க ஆனா எதையும் கேட்கல நம்ம வைக்கல ஒரு லாரி அடிச்சு அடுத்த நாள் காமிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கூட இருக்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க அங்க நம்ம வாசு வர வைக்க பயங்கரமா அப்புறம் கூட இருக்க நம்ம காதலி எல்லாத்தையும் எனக்கு பிரச்சனை நடந்துடுச்சு அன்னைக்குறாரு குடும்ப குட்டிடுச்சு அப்படியே கிளம்பி வராரு பஸ்ல உட்கார்ந்துருக்காரு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் நம்ம வக்கீலையும் சொல்றாரு இப்ப போலீஸ்காரங்க வராங்க நம்ம வாசுவா அரஸ்ட் பண்றாங்க நம்ம வக்கீல போன கொடுக்கும்போது நம்ம வக்கீல் போலீஸ்கார்டா பேசுறாரு மாதிரி தம்பி பரவலில் தான் வந்திருக்காரு இப்ப இதுக்கு நீங்க அரசு பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இப்ப இங்க ஒரு ஷாக்கிங் நம்ம பையன் ஒரு பொண்ணு பார்க்க போனாருல்ல அந்த பொண்ணை அவனை கொலை பண்ணிட்டு சொல்றாங்க சிசிடி கேமராவில் போலீஸ் செக் பண்ணும்போது கடைசியாக அந்த பொண்ணை மீட் பண்ணது இவன் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்காக தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க நம்ம போலீஸ் இப்ப இந்த விஷயத்தை தெரிஞ்சு நம்ம வக்கீல் ஸ்டேஷனுக்கு வராரு ஸ்டேஷனுக்கு வந்துட்டு ஒரு பெண் டைப்ல இருக்கிற ஒரு கேமராவை கொடுக்குறாங்க நம்ம பையனைங்க அனுப்புனாருல நம்ம வக்கீல சேஃபா இருக்கணுன்றதுக்காக பெண் கேமரா பாக்கெட்ல வச்சுதான் அனுப்பியிருக்காரு ஸோ அதுல எல்லா வீடியோ ரெக்காடுமே தெளிவா இருக்கு இப்ப அந்த கொலையை நம்ம பையன் பண்ணலன்னு சொல்றாங்க இப்ப அந்த கேஸையும் விட்டுறாங்க ஏன்னா டம்பரவரியாதான் ஒரு சஸ்பெக்டடாதான் நம்ம பையனை அரஸ்ட் பண்ணியிருக்காங்க ஏதோ பயபுல கேமரா வச்சதால கொஞ்சம் தப்பிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி வக்கீல் கொண்டு இருக்க ஃப்ரெண்டு கலாய்ச்சிட்டு இருக்க இப்ப அப்படியே அடுத்துச்சினா இந்த கேஸ பத்தி ஏதாவது குழு எதுவும் கிடைக்கல இவ்வளவு பெரிய கொலை நடந்திருக்கு இந்த கொலையை யாருமே பார்க்கல யாரா பாத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க இப்ப நடந்த கொலை பண்ண டேட்டுக்கு இருக்க பழைய நியூஸ் பேப்பரை எடுத்துட்டு வர சொல்றாங்க இப்ப அந்த நியூஸ்ல ஏதாவது நம்ம கொலை நடந்த பகுதியில வேற ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்க சொல்றாங்க இப்ப அங்க இருக்கு பக்கத்துல அடையாறுல ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குற ஒரு மழை பெஞ்சது வந்து ஒரு இருபத்தஞ்சு வயசுல ஒரு குண்டா ஒரு பையன் போன ஒரு பயங்கரமான வந்த எனக்குண்டிக்கலுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கீங்க எல்லாம் கால் ரெக்கார்ட்ட ஒரு தூக்குறாங்க பேசினது அவங்க பேசிருக்க முடியும் நிமிஷத்துக்கு மேல பேசினா எல்லாம் அப்படியே சலிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படி இருக்கும்போது கடைசியாக டீ கடைக்காரன் கூட என்ன அந்த தம்பி கொலையை பார்த்திருப்பான் போயிட்டு தேடி வந்திருக்காங்க போகலான்னு பார்த்தேன் பயங்கரமானது கடைய துறக்கமா இருக்குது எடுத்து பயந்துட்டங்க ஒரு வருஷாவதுக்கு சார் நான் என்ன ஏமாத்தம் கொடுக்குறாரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நீ எடுக்கலாம் இந்த போன் பண்ணலான்னு எடுப்பாரு இப்ப அதுல சில விஷயங்கள் இருக்கும் விநாயகமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தாரு அவரு நம்ம ஹீரோனி எல்லாருடைய அவங்களுக்கு இப்ப வக்கீல் இவரை பயங்கரமா திட்டுறாங்க நம்ம ஹீரோனியும் அவனுக்கு நீ வில போயிட்டியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி திட்டாரு இப்ப நம்ம ஹீரோனியும் நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நம்ம பொண்ணை நம்ம ஹீரோனி கிட்ட போலீஸும் வக்கீல மறட்டிருக்காங்க ஒருத்தனுக்காக நீ அவனை இழந்துறாத வக்கீல இழந்துறத அவனோட வாழ்க்கையை நாங்க அன்னைக்கேறியை முயற்சி பண்ணி சொல்றாங்க மறக்க முடியாது என்ன பண்றீன் செகண்ட் ஒரு கொலையை பண்ணிருக்க முடியாது மேடம் இருந்தாலும் அம்மாவையும் அப்புறம் போட்டோலாம் பாப்பீங்கன்னு சொல்லி மரட்டு சுதாகரம் மத்தியில பேசிட்டு இருக்காங்க அந்த போலீஸ்காரன் எப்படி அவ்வளவு நிக்காது அப்ப மாற்ற மாதிரி ஒரு குளூ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாருக்கு ஒரு போன் கால் வருது அன்னைக்கு நான் வேலையில அந்த பார்த்தா அந்த பக்கம் பேசிட்டு இருக்கும் போது என்ன போலீஸ் ரெக்கார்டு போயிட்டு எடுத்து நடந்த ஒரு பதினஞ்சு நாள் இன்னொரு குழு கிடைக்கும் போயிட்டு அன்னை நடயங்கிறது புதுசா போலீஸ் ஆகி ஜாயின் பண்ணோ வேலையிலே புக் பண்ண அப்ப வரும்போது மிரட்டி பணம் கேட்டேன் அடிக்க வந்தான் கிட்ட இருந்த கத்தியால அவன் இடுப்புல நான் குத்திட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துட்டேன் வந்தப்ப என் பிரிட்ட நடந்த விஷயத்தான் சொன்ன அதுக்கப்புறம் ஆறு மாசம் என்ன இருந்த கேட்டான் இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரிஞ்சுச்சுன்னா ஏதாவது ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி ஆனா நான் தான் அவங்க சொன்ன போலீஸ்காரங்கிட்ட இருந்து கமிஷன் வாங்குறானுங்க பாத்துக்கலாம் அப்படிங்கறதுல என்பது அவன் தங்கச்சி லவ் பண்ண அந்த போலீஸ்க்கு போன் பண்ணி சொல்லிட்டான் அப்ப பூபதி லீவ்ல இருந்தாரு புதுசா பாஸ்கர் போலீஸ் தான் இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி ஆனா உடனே பூபதி வேலைக்கு என் கஸ்டடியில் எடுத்து பயங்கரமா அடிச்சிட்டாரு அடிச்சு எங்க ரெண்டு பேத்தையும் மிரட்டினாரு கோர்டூடாது போனோம் ம பைத்தியமே ஆயிட்டான் எங்களால என்னால எதுவும் பண்ண முடியாம இடுப்புல கத்தியாலும் ஆனா சாகுற அளவுக்கு குத்தல அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருப்பான் முன்னாடி அதையும் யோசிச்சு பாக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த குண்டு பையன் வெளியே வந்தான் ஒரு வீடியோ பண்ண சொன்னா அப்ப ஒருத்தவன் வெளியே வந்தான் கார் துரத்தன பைக்ல சொன்னா சோ இப்ப இவன் திருட வந்தவன் கால் டாக்ஸியா புக் பண்ணி தான் வந்தான் அப்ப அந்த பைக்ல வந்தது யாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குரிய இப்ப நம்ம வாட்ஸ்அப்ல நம்ம வக்கீலுக்கு ஒரு வீடியோ அந்த வீடியோ யாரா அனுப்பி நம்ம ஹீரோயினி தான் அனுப்பி அதுல நம்ம பையன் குண்டு பையன் வீடியோ ஷூட் பண்ணால நடக்கும்போது அந்த வீடியோ தான் இப்ப அனுப்பிச்சிருப்பாங்க இப்ப அதுல இருந்து வெளியே வரான் ஆனா பேஸ் எல்லாம் தெரியல ஆனா பைக் இருக்கு இப்ப அங்க நம்ம ஹீரோனி வராங்க ஹீரோனி கிட்ட இந்த வீடியோ உனக்கு எப்படி கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க நானும் வக்கீல் தான்ப்பா என்னாலையும் கேஸ் எல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் இப்ப அடுத்த ராயஷரூம் காமிக்கிற்கன்னை அந்த நடந்தவன் போன பேச மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க கடைசியா ஒருத்தவன் அவங்க வீட்டுக்கு போறாங்க வேற நம்பரா இன்னொரு ஐடியா அடிக்கடி அவனோட இந்த மேும்னா அவன் கிட்ட வக்கீல் தெரியல வர வச்சுருவோம் கூட்டோட கூட்டமாக கலந்து கண்டுபிடிக்க முடியல ஆனாலும் நம்ம வக்கீல் நம்ம வில்லனு கொடுத்தர் கொடுத்த ஒரு செல்போன் இருக்குற மாதிரி செட் பண்ணிருப்பாரு து நம்ம வில்ல முகத்தை நம்ம வக்கீல் இப்ப அடுத்த வக்கீல் எனக்கு இந்த கோர்ட்ல நீதி கிடைச்ச உடனே முதல்ல போயிட்டு அந்த காற்றோட பார்த்து நான் அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட சொல்லணும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு மெமரி கார்டு இருக்கிறது எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அண்ணன்ம்ப கண்டுபிடிக்கடிய அதுக்குறையெவாகும்போர்ட் பண்ணி தான் அடுத்ததான் போகுது காமிக்கிறாங்க வேற விதமா டைவர்ட் பண்ணிட்டாருண்மை என் அவர் தண்டனை அனுப்பிச்சதுக்காக அன்னைக்கு நான் வாசுகிட்ட எவிடென்ஸ் கொடுக்குறதான்னு சொல்லி அனுப்பினல்லாம் பணம் கேட்டு அப்போ அவனே அவன் வாயால் உண்மையை சொல்லிட்டான் இந்த மாதிரி மெமரி கார்டை எங்கன்னு சொல்லி கேட்டான் ஆனால் நான் பொட்டியே தானே கொடுத்தேன் அதை அப்படியே கொடுத்துருவான் ஸோ இறந்து போனது என் அண்ணன் முக்கியமான பொருள் எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கிற இடத்துல தான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி என் அண்ணன் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாரு அது மாதிரி நான் தேடிட்டு இருக்கும்போதுதான் என் அண்ணனோட கார் கீழே அந்த மெமரி கார்டு இருந்தது நான் பார்த்தேன் ஸோ அதுல தான் இந்த வீடியோ எல்லாமே ஷூட் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன் கால் டாக்ஸி இருக்காருல்ல அவரு நம்ம வக்கீலோட அண்ணன் தான் ஸோ அதை எல்லாத்தையுமே இப்போ இங்கே சொல்றாங்க நம்ம நடந்தது வர வழங்க ஆளு கண்டுபிடிக்கோட முடிக்கிறாங்க இந்த படங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கிறது அப்படிங்கிறத கீழே நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் வேற ஒரு நல்ல படத்தோட கதையில உங்களை நான் சந்திக்கிட்டேன்